السلام عليكم ورحمه الله تعالى وبركاته <تصفيق> الحمد لله الحمد لله رب العالمين والعاقبۃ للمتقین والصلاه والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما فَقَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ النَّدِيمِ الْفُرْقَانِ الْمَجِيدِ اعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ حَقَّتِ الْقَصَصَةُ لَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ النَّدِيمُ وَقَالَ أَيْضًا أَلَا إِنَّ أَوْلِيَاءَ اللَّهِ لَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ الذين امنوا وقالوا يتبعون صدق الله نبينا صدق رسول الله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال نبينا وسيدنا وربنا ومرشدنا محمد صلى الله عليه وسلم من عادى وليا فقد عادنته بالحرب صدق رسول الله صلى الله عليه وسلم ربي اشرح لي صدري ويسر لي امري من قولي رضينا بالله دينا صلى الله الله الله الله عليه وسلم نبي والسلام عليك يا سيدي يا سيدي رسول ஸ்லாம் அபி மஹன் சலம் நபி ரேஃனா முர்ஷா اللهم صلح على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب دوائیها وعافید عبدان وشفائیها ونور الابسار وضیائیها وعلى آلہ آلہ وصحبیه وسلم اللهم صلح على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد کمال اللہ وکمائی دیکھ بکماله اللہ کو حلوبا حجم اللہ ورنکہ ورطا حکمہ عمریتودر خاتم الرسول امبرمانر محمد مصطفى அஹமது முஜித்தபா முகமது ரசூலுல்லா இல்லாஹ் அலிஹ் வஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோற்றை தவறாமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் நல்லவர்கள் சாலிகங்கள் நம்மை ஈந்தெடுத்த பெற்றோர்களின் மீதும் நம்மை நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆத்தான்மார்கள் மீதும் இங்கு குடும்பத்திற்கு நம் மனைவி மீதும் சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் தங்கத்தடையின்றமாக எல்லாமது அல்லாவின் அருணும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரும் வந்து சேரட்டுமாக மேலும் அவனுடைய வற்றா கருணாயினால் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவானாக நம்முடைய பாவங்களையும் அனைத்தையும் மன்னித்து அதை எல்லாம் மாற்றி தருவானாக மேலும் யார் யாரெல்லாம் கடனாலும் நோய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹு தாலா நிரந்தரமான ஒரு வாழ்க்கையும் பரிபூர்ணமான சிப்பாவையும் கொடுத்தருவானாக மேலும் இம்மஜ்லீஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்டங்களோடு எல்லா ஆஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திருவோனாக அல்லாஹ் நல்ல உலகத்தில் வாழக்கூடிய அல்லாவுடைய அடியார்களில் இந்த மனித சமூகம் உலகத்தில் வாழக்கூடிய அல்லாவுடைய அடியார்களில் இந்த மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடந்த என்பதை பற்றியும் குரான் கற்றுத்தரும் குறிப்பிட்ட நல்லவர்களாக வாழ்வோம் இறை நெருக்கத்தை பெறுவோம் வளராமல் நம் அனைவர்களையும் நல்லவர்களாக வாழச்சு இதன் மாத்திரம் நல்லவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்து அவருடைய சுரபத்தை பெறக்கூடிய மக்களாக மாற்றியாக மேலும் அவர்களின் பெற்றதன் மூலமாக பெறக்கூடிய நன்மக்களாக தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டுகின்றான் நாம் சிந்திக்கக்கூடிய நாம் செயல்படக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய சிந்தனைகளும் ஒப்பானதாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்று திருமுறையை சொல்லி காட்டுவான் காது செவி புலன்கள் இருந்தும் நீ கேட்காமல் நடந்திருக்கின்றாய் எல்லாவற்றையும் அல்லாஹால சொல்லிவிட்டு சொல்லாட்டுவான் இந்த மனித சமூகம் எத்தனை முறை உள்ளத்தில் எடுத்து வைத்தாலும் கூட அதை ஏற்றுக் கொள்ளாமல் நடந்து வாழக்கூடிய மனிதன் எதை போன்றவர்கள் என்பதைப் பற்றி அல்லாஹு அவர்கள் மிருகத்தை விட கீழிட்ட சொல்லி காட்டுவார் அப்படியானால் ஒரு காலம் அந்த காலத்தை விட்டு நம்மை மாற்றிக்கொண்டு மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் வாழ்வதற்கு வழியை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல் நல்லவர்களுடைய சுகுபத்தை பெற வேண்டும் நல்லவர்களால் மாறி நல்லவர்களாக வாழக்கூடிய வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நல்லவர்களுடைய நல்லவர்களுடன் சேர்ந்து மூலமாக நிறுத்தி மனோச்சையை கட்டுப்பட்டு இந்த துன்யாவில் அதிகமாக மோகம் வாழ்ந்து காட்டியவர்கள் தான் அவர்கள் ஒரு அரசாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அங்கிருந்து வெளியில் இருந்து வந்த ஒரு நபர் எல்லா நபர்களையும் விட்டு கடந்து கடந்து அதாவது தாண்டி தாண்டி சென்று இப்ராஹிம் அதேவ் ராமத்ராய் அவருடைய முன்னால் நின்று முன்னாள் அவர்கள் அந்த வந்தது மாற்றம் அல்லாமல் அந்த நபர் அங்குமிங்கமாக நடந்து கொண்டிருக்கின்றார் இப்ராஹிம் அதேவ் ராமத் கேட்கின்றார்கள் நபர் சொன்ன சொல்ல திட்டு இம் நபர் நிதாம இருந்து விட்டது மாத்திரமல்லாமல் நான் கோம் வருகிறது அவர்களுடைய தந்தை என்று இப்பிராஹிங் பற்றி அவருடைய மட்டும் அவர் சொன்னார் இது மடம் தானே அப்படின்னு கேட்கின்றார் இப்ராஹிம் ரஹ் அவர்களும் சரி அவர்களோடு சேர்ந்த சிப்பாய் தோழர்களும் சரி அவர்கள் எல்லா நபர்களுடைய பார்வையும் வந்தவரின் பால் திரும்புகின்றது அவர்கள் அனைவருடைய பார்வையும் வந்தவரின் திரும்புகின்றது திரும்பது மாத்திரம் அந்த நபர் சொல்கின்ற இப்ராஹிம் ராஜ சொல்கின்றார்கள் இப்படி கேள்வி கேட்ட என்னை என்னை வெ நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் சிகிச்சை விட்டு சிந்திக்க ஆரம்பித்தேன் அன்றில் இருந்து நான் சிந்திக்க ஆரம்பித்ததுதான் சிந்தித்தது மாத்திரமல்லாமல் அரசபையை விட்டு நான் வெளியேறினேன் என்று சொல்லி காட்டுவார்கள் அரசபையை விட்டு வெளியேறினேன் பதவிக்காகவும் சரி பெருக்காகவும் சரி இந்த உலகத்தில் நாம் பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பதில்லை அப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்கள் பதவிகளுக்கு சரி ஒரு பதவிதவியைப்பதற்காக ஆசைப்படமாட்டார்கள் உலகத்தினுடைய அற்பத்திற்காக அற்புத வித்தியாசம் என்று சொல்லி நல்லவர்கள் இறை நேச எதற்கும் ஆசைப்பட ஆனால் நாம் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுவோம் இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் செய்தார் தன்னுடைய குழந்தையை கொஞ்சம் சொல்கின்றார்கள் ஆம் உன் மீது நான் அளவு கடந்து பாசம் வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்ற அந்த சிறிய குழந்தை கேட்டுதான் தன்னுடைய அப்படியானால் அண்ணாவையும் அண்ணாவை அல்லாவை நீங்கள் நேசிக்கின்றீர்களா என்று கேட்ட பொழுது செய்தார் அம்ததாயிரங்களை சொல்கின்றார்கள் ஆம் அவனையும் நான் பிரியப்படுகின்றேன் பாசம் வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்ற அந்த சிறிய குழந்தை யோசிக்கின்றது எப்படி எல்லாம் யோசிக்கின்றது அந்த சிறிய வயதிலும் கூட என் அருமை தந்தையே நம்முடைய ஒரு இதயம் ஒரு கல்வியான பொழுது இறக்க வைத்துவிட்டார்கள் இப்படி கேட்டபொழுது அவர்களுடைய குழந்தை கேட்டபொழுது குழந்தையை கொஞ்சம் கொஞ்சக்கூடிய சமயத்தில் தன்னுடைய குழந்தையை கீழே இறக்கி வைத்து விடுகின்றார்கள் வைத்தது மாத்திரமல்லாமல் குழந்தை கேட்ட வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் அல்லாவை மட்டும் தான் நேசிக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நேசத்தை எப்படி மாற்றினார்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாரை எல்லாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் ரோல் மாடலாக கொண்டிருக்கின்றோம் யாரை யாரை எல்லாம் ரோல் மாடலாக கொண்டு வர வேண்டுமோ யாரை பின்பற்ற வேண்டுமோ அவர்களை எல்லாம் அவர்களுக்கு இஷ்டப்படித்தான் அவர்கள் வெட்டி கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்களும் துணியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் யாரை ரோல் மாடலாக வைத்திருக்கின்றார்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடியவர்களை நுரோல் மாடலாக வைத்திருக்கின்றார்கள் யாரை நேசிக்க வேண்டுமோ நேசிக்க கட்டுப்பட்டுவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நடந்தது மாத்திரம் அல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றனர் அவர்களுக்கு தளர்வு ஏற்படுகின்றது ஒரு சோர்வு ஏற்படுகின்றது அப்படி ஏற்படக்கூடிய சமயத்தில் இறங்கிடுப்படியில் அந்த மங்கை அழைக்கின்றார் என்பதாகும் <laughs> <laughs> நீங்கள் பைத்தியக்காரராக திகழ்ந்தீர்கள் தெரிந்தீர்கள் நீங்கள் அருகாமையில் வருகின்ற பொழுது ஒரு ஆனிமாக திகழ்ந்தீர்கள் இன்னும் சற்று மிக அருகாமையில் வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு சூஃபியாக ஞானியாக திகழ்ந்தீர்கள் என்று செய்து நாள் அம்துலாளி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதாவது தின்னு மிஸ்ரா அம்துலாளி அவர்களை பற்றி அந்த அம்மா சொல்லி இவர்கள் சொல்லுவார் ஆனால் அந்த அம்மா சொல்லுவாள் பார்த்தது மாத்திரம் அதாவது பைத்தியக்காரரும் சொல்லுவார்கள் விலங்கு வல்ல என்ன சொல்கின்ற பொழுது அந்த அம்மா சொல்லுவார்களாம் நீங்கள் பைத்தியக்காரராக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆற்றங்கரையில் இறங்கி ஒலி செய்திருக்க மாட்டீர்கள் உலகத்தில் எந்த பைத்தியமா ஆற்றங்கரையில் இறங்கி ஒழு செஞ்சிருக்குமா நீங்கள் ஒரு சூஃபியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாவை தவிர உங்களுடைய கண்களுக்கு எதுவும் தென்படாது தெரியாது என்று பைத்தியக்காரரும் அல்ல என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா மறைந்து விடுகின்றார் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்படி ஒரு அற்புதமான அறிவுரையை கேட்டு கேட்டு நான் ஒரு கடலோ ஆற்றம் கொண்டே இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அற்புதம் அற்புதம் நடந்தது அதற்கு பிறகு அவர்கள் வரலாற்றில் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகின்ற பொழுது உண்டாகின்ற பொழுது ஒரு உணர்த்துதல் வருகின்ற அந்த உணர்த்துதலை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டு நெருக்கத்தை பெறுவதற்கு உண்டான வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் இப்படிதான் வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இறை நேசர்கள் இறை வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உலகத்திற்காக கட்டுப்படாமல் கா மாதிரி அவர்கள் செய்ததாக தன்னுடைய நல்லவர்கள் நல்லவன் என்று தன்னுடைய பெருமை படுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அவன் நல்ல வார்த்தைகள் இருக்க வேண்டும் Periwari ilusulun sari Sariwari ilusulun sari Nalla warti kundu pesey wendum Apolazah Irewari udi nerekum namakki erpadum Allahu taala Tantirumir ilusulikatuan Inna Allahum qaribum minal muhsini Nijima Allahum taala Obahara musiyya kudi yabaruluk Nerekamana wana hirikindah Allahum taala tantirumir ilusulikatuan Karimanan sallallahu alayhi asma Cholikindargal As-sakiyyu qaribum minallahah மக்களுக்கு நெருக்கமானவன் அக்கை சொல்கின்ற விட்டும் தூரமானவன் என்று அன்னலம் பெருமானும் அல்லாசு சொல்லிக்காட்டுகின்றார்கள் அடுத்த ஹதியத்தில் சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்பவன் தூரம் அல்லாவிடத்தில் நெருக்கமானவன் அதாவது கஞ்சன் என்பவன் அல்லாவிற்கு தூரமானவன் இன்னும் தூரமானவன் இன்னும் மக்களுக்கு தூரமானவன் கடைசியாக சொல்கின்றார்கள் நரகத்திற்கு நெருக்கமானவன் என்று அண்ணன் பெருமான் சொல்லல்லா அலிஸ்மாவில் சொல்லிக்காட்டுகிறார்கள் அல்லாஹு உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் அல்லாஹன் திருமணையை சொல்லி காட்டுவான் இரவனுடைய நெருக்கம் கிடைக்கும் உபகாரம் செய்திருந்து சொன்னால் இரவனுடைய நெருக்கம் கிடைக்கும் என்று அல்லாஹன் திறமையை சொல்லி காட்டுவான் பெருமானாக சொல்லி சொன்னார்கள் ஹதீசுகளை நாம் பார்க்கலாம் என்பவன் அதாவது பிறருக்கு தேவையை இருக்கின்ற பொழுது அவருடைய தேவையை பூர்த்தி செய்பவன் அவனுடைய அறிந்து பூர்த்தி செய்பவன் அவருடைய அறியாமல் பூர்த்தி செய்பவன் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றார் என்று அண்ணனும் பெருமான் சல்லந்த சொல்லிக்காட்டுவார்கள் ஆக நல்லவர்களாக வாழ்ந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து நாம் பேச வேண்டும் நம்முடைய கொச்சியான வார்த்தைகளை பயன்படுத்துவது கூடாது அதுவும் பிள்ளைகளின் மத்தியில் பொதுவாகவே கொச்சியான வார்த்தைகளை பேசுவது கூடாது அதுவும் சிறியவர்களிடத்தில் அறவே கூடாது பிள்ளையும் அமைகின்றான் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் அல்லாஹால கூட்டத்தில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய அதிகமாக நாம் உபகாரம் செய்ய வேண்டும் இருக்கக்கூடாது செய்தால் போது முடியாது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை தவிர நல்லவர்களாக வாழ்ந்தது மாத்திரம் அல்லாமல் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அதிகமாக குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அதிகமாக வாழ்க்கையில் நிறைய உபகாரம் இருந்தது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் ஓட்டை இருப்பது போல் தெரிகின்றது என்று சொல்லி காட்டுவார்கள் என்னுடைய கையில் ஓட்டை இருப்பது போல் தெரிகின்றது என்று சொல்லிவார்கள் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய கையில் ஆயிரம் பொற்காசுகள் இருந்தாலும் அதை ஒரே நாளில் நான் அதை முழுவதும் அந்தவருக்காக வேண்டி நான் செலவழித்து விடுவேன் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி காட்டினார்கள் இந்த ஆசைதான் இன்றைக்கு அதிகமாக இன்னிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லுவார்கள் முகது தங்கம் இருந்தாலும் கூட தங்கம் இருந்தாலும் கூட அது என்னிடத்தில் மூன்று நாளுக்கு சொல்லிக்காட்டியதாக நாம் வரலாற்று பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கை எப்பாறு என்று சொன்னால் கொடை வல்லலாகத்தான் வாழ்ந்தார்கள் பிறர்களுக்கு அதிகமாக கொடை கொடுப்பதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்று நாம் சொல்லிக்காட்டலாம் அப்துல் கலாத் ஜெயினான அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற பொழுது ஒரு இடத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்படி தங்குகின்றார்கள் அந்த இடத்தில் நிறைய செல்வந்தர்களுடைய வீடுகள் எல்லாம் இருக்கின்றது அந்த இடத்தில் நிறைய செல்வந்தர்களுடைய வீடுகள் எல்லாம் இருக்கின்றது அப்துல் கலாத் ஜிசராஜி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் சிறந்த இறைநேசராகவும் மிக சிறந்த மார்க்கு மாமேதியாகவும் வாழ்ந்தார்கள் எல்லா மக்களுக்கும் உலகம் முழுக்க ஒரு இறைநேசராக வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள் சொல்வார்கள் அந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்ற பொழுது ஒரு குடைசி ஒரு குடிசையில் அதாவது அந்த இடத்து அந்த ஏரியாவில் ஆக ஏழ்மையான ஒரு முதியவர் இருக்கின்றார் அந்த முதியவருடைய குடி குடிசையில் அவர்கள் தங்குகின்றார்கள் அவனுடைய சிப்பாய்களும் தோழர்களும் எல்லாம் மாணவர்கள் அந்த நபரு அந்த குடிசையை தங்குகின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு என்று சொல்லி அந்த ஏரியாவில் உள்ள எல்லா நபர்களும் பார்ப்பதற்காக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வந்து கொட்டுகின்றார்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா நபர்களும் அப்துல் கதாத் அவர்களுடைய காலில் செல்வத்தை வந்து கொட்டுகின்றார்கள் அவர்கள் ஒரு எதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை கொட்டிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த செல்வந்தர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் எல் எல்லா நபர்களுடைய வீடும் செல்வந்தராக பணக்கான வீடாக இருக்கின்றது வசதி வாய்ப்பாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீங்களே இந்த குடிசையில் வந்து தங்குகின்றீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை அமைதியாக இருந்து விட்டார்கள் மறுநாள் காலையாகின்றது அவர்கள் அந்த குடிசையை விட்டு வெளியேறி ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு செல்கின்ற பொழுது தன்னுடைய மாணவர்களிடத்தில் சொல்கின்றார்கள் ஒரு அறிவிப்பை செய்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் எனக்கு கிடைத்த எல்லா காணிக்கைகளையும் நான் இந்த வீட்டில் தங்கியதற்காக அவருக்கு பகரமாக நான் அவருக்கு பகரம் செய்வதற்காக என்னுடைய அனைத்து காணிக்கைகளையும் அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் கொடுக்கின்றேன் என்று சொல்லும் அந்த சீடர்களும் தன்னுடைய ஷேகை தன்னுடைய உஸ்தாது என்ன செய்கிறாங்க அந்த நபருக்காக தன்னுடைய காணிக்கையை எல்லாம் அர்ப்பணிக்கின்றார்கள் என்பது மாத்திரமல்லாமல் நினைத்தது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு கிடைத்த எல்லா காணிக்கைகளையும் தன்னுடைய அந்த முதியோருக்கு அர்ப்பணித்தார்கள் என்ற வரலாற்றில் காணலாம் ஆக ஊத்து ரஜிதா தலான் அவர்கள் தொழுகின்றார்கள் எல்லா காணிக்கைகளையும் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒரு வருட ஒரு வருடத்தில் அந்த ஏரியாவில் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார் அவுதல் ஆலம் ரஜி அவர்கள் தொல்கின்றார்கள் இந்த ஏழைகளை நான் கண்டுகொள்ளாவிட்டால் யார் கண்டுகொள்வார் இந்த ஏழைகளை கண்டுகொள்ளாவிட்டால் யார் கண்டுகொள்வார் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் கண்ணீர் துளியை அவரை செல்வந்தராக ஆக்க வேண்டும் அந்த வீட்டில் தங்கினார்கள் என்று வரலாற்றில் சொல்லி காட்டுவார்கள் ஆக ஏழைகளுக்கு கொடை கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு கொடை கொடுப்பதின் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறலாம் என்று இதன் மூலமாக நமக்கு தெரிகின்றது சௌரி ரதி அல்லாஹு தலா சொல்கின்றார்கள் நல்லவர்களை நினைவு கூறுவதன் மூலமாக ரஹ்மத் இறங்கிவிடும் அதாவது அல்லாவுடைய ரஹ்மத் நம்மை தேடி வரும் என்று வரலாற்றில் அவர்கள் நாங்கள் நல்லவர்களாக இல்லாத பொழுது அவர்களே நல்லவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை பற்றி அவர்களே சொல்கின்றார்கள் நல்லவர்களாக இல்லாத பொழுது நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்லிக் காட்டினார்கள் நீங்கள் பெற்றேசராக இல்லை என்று சொன்னால் அவர்களை நீ நேசி குரூபிக்கும் நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் தென்பட்டது பிகும் அந்த நல்லவர்களுடைய நல்லவர்களுடன் அல்லாஹத்தாலா உன்னையும் சேர்த்துக் கொள்கின்றான் என்று அபு எஸ் பிஸ்லாம் ராமத்துள்ள சொல்லதாக நாம் வரலாற்றில்லாம் கடைசி ஒரு விஷயத்தை அடையாளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சொல்லிக்காட்டினார்கள் இன்னி தக்வா அலாமா தீ தக்வா உடையவர்களுக்கு சில அலாமத்தது அந்த அடையாளங்களை வைத்து அவர்கள் கண்டுகொள்வார்கள் அறியப்படுவார்கள் மூன்றாவதாக சொல்வார்கள் சித்துக்குள் ஹதீர் உண்மையை பேசுவார்கள் இரண்டாவதாக சொல்வார்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள் சொல்வார்கள் ரகம் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வார்கள் சேர்ந்து வாழ்வது என்பது மிகவும் அரிதாகத்தான் இருக்கின்றது உறவினர்கள் சண்டை தான் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்களை தவிர உறவினர்களை சேர்த்து வாழ வேண்டும் உறவினர்களை அறிவித்து அரவணித்து வாழ வேண்டும் என்பதை சிந்திப்பது கிடையாது உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் நான்காவதாக பலகீனமானவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொறுமையை அதாவது பொறுமையை குறைப்பதாகும் என்று சொல்லுவார்கள் பெருமையை சொல்லக்கூடாது என்று சொல்லிக் காட்டுவார்கள் நல்ல காரியங்களை அதிகமாக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுவார்கள் ஒ கிள்ளத்தில் முபாகாத்துனால் முபாகாத்துனால் மக்களிடத்தில் பெருமையை பேசுவது குறைக்க வேண்டும் எட்டாவதாக சொல்வார்கள் அழகிய குணம் இருக்க வேண்டும் பறைப்பினங்களோடு நடந்து கொள்ளதங்களை அதிகமாக்குதாக பதிவு செய்வார்கள் இறை நேரத்தை செல்வர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நல்லவர்களுக்கு நல்லவர்களாக வாழ்ந்தது மாத்திரம் இல்லாமல் நல்லதை பேசுவது மாத்திரம் கஷ்டப்பட்டவர்களுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் கொடை கொடுப்பவர்களாக வாழ்ந்தார்கள் அது மாத்திரம் அல்லாமல் மனோச்சைக்கு கட்டுப்பட்டு சுகுது என்ற வாழ்ந்து கட்டினார்கள் அப்படி வாழ்ந்தது இறை நெருக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையை அனைத்தும் இறைவனுக்காக அர்ப்பணித்தார்கள் இறை நேத்தர்கள் ரஹ்மான் அப்படிப்பட்ட இறை நேத்தர்களுடன் சேர்ந்து நல்லவர்களுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு நல்லவர்களோடு சேர்ந்து சோபத்தை பெறக்கூடிய மண்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னமாக்கிவாராக வாழும் காலமெல்லாம் பெருமானார் சொல்லலாம் அவள் மீது அதிகமதியும் பிரியம் கொள்ளக்கூடிய மக்களாகும் அவள் மீது அதிகமதியும் செலவாத்துக்கள் சொல்லக்கூடிய அவர்களை கனவில் கண்டு பேரின்பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாகவும் ஹஜ்ஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஒம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹமூத் சல்லாஸ் அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனபராஸ் என்று குடும்பத்தோடு என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் சலவார் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம் மனைவியும் நம் மனைவி மக்களுக்கும் தந்தரக்கூடியவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைக்கு தெரிவிடுகின்றேன் வாகுத் தவான் அஹமது இல்லா ருபி ஆலமாலும் ரமத்துல்ல